மதுரையில இருக்குப்ப நான் தான் சர்வ சட்ட குளம் எனக்கு என்ன போன அவர் சொல்ல என்னடி காட்டுமாதிரி இது கூட தெரியலையா நல்லா யோசிங்க ஆ கண்டுபிடிச்சிட்டேன் இன்னைக்கு தான் நீ போன வருஷம் கண்ணம்மாபெட்ட கால்வாயில கால் தடிக்க விழுந்த நாள் ம் அது இல்லையா வேற என்னவா இருக்கும் ஆ இன்னைக்கு நம்ம பக்கத்து வீட்டு பாக்கியா கி बर्थडे என்னடா சொல்றேவ்ளோ அடிவாங்கல நீ திருந்த மாட்டீல ஐயோ பட்டு நீனே சொல்லிருடி அடிவாங்கற அளவுவே உடம்பல சத்து இல்ல ஐயோ என்னங்க இது கூட தெரியலையா போங்க இன்னைக்கு நம்ம बबलूக்கு பிறந்த நாளுங்க அட நீ தாண்டி ல மாவாட்ட போற ரெடியிருந்த நீயே கிளம்புவோம் அமுக்கு உனக்கு அமுக்கு அமால் தான் நாலு இரு சர்ற மதுரையில இருக்கு தப்பக்கலாம் நான் தான் சர்வ சட்டக்கலாம் என்ன இருக்கு என்னையா இருக்குற சரி இப்ப என்னதான் இருக்கு பீஸா பர்கர் நூடுல்ஸ் எல்லாம் இருக்கு என்னங்க என்னதான் உனக்கு என்ன பிடிக்குதோ என்ன வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கோப்பட்டோஹா எப்படி இன்னைக்கு நீ தாண்டி பில்லை கட்ட போற நான் எனக்கு பர்சே எடுத்துட்டு வரல இன்னைக்கு நீ இந்த ஹோட்டலில் மாவாட்ட தான் போற அதை நான் ஒளிஞ்சு நின்று பார்க்க தான் போறேன் போதுன்னா என் வீட்டுக்காரர் காசு தர மாட்டாரு உங்க ஆர்டர் ஒன்று அஞ்சே நிமிஷத்துல வந்துடும் காற்று மாதிரி போயிட்டு மின்னல் மாதிரி வந்துடுறேன் எப்படி வாய் பேசுறா பாருங்கங்க போய்போய் 5 பைசா கூட தராதீங்க இவனுக்கு கொலை செஞ்சா அது மर्डर இந்தாங்க நீங்க கேட்ட ஆடுறு சரி வச்சிட்டு கிளம்பு நல்லா மீந்து போன மாவுல செஞ்ச கோலக்கட்ட மாதிரி இருந்துகிட்டு என்ன பேச்சு பேசுறா பாரு நல்லா கரப்பா மூச்சி கி கை கால் மூலசு மாதிரி இருந்துகிட்டு கடுப்போற மாதிரி பேசுறான் பாரு சரி விடுட்டோ first சாப்பிடு நீ ஓ பாடா படா என் வயிறு full-ஆ நிரஞ்சிருக்கு இனிமேல் Adikadi வருவாங்க சரி சரி வருவேன் வருவேன் மா மறந்து பர்சன்டி என் சர்வரு மாவாட்டோட போறீயோ என்ன சொல்றீங்க இப்போ நீ நினைச்சாதாண்டி நம்ம தப்பிக்க முடியும் நானா, நான் உங்க ஒரு தின சவாய் வாங்குங்க கிளம்புவோம் ஒரு நிமிஷம் இருட்டு ஏதோ மெசேஜ் வந்திருக்கு என்னன்னு பார்த்துட்டு வரேன் என்னது 5000 டெபிட்டடா ஐயோ பட்டு ఎవணு ATM கார்ட எடுத்து 5000 ரூபாயை ஆட்டே போட்டுடாங்கடி அது வேற யாரும் இல்ல நான்தான் நான் கிளம்பும்போது நீங்க பரிசு ட்ராக்ல வைக்காத பார்த்துடேங்க அத தான் எடுத்துட்டேன் ஐயோ இந்த டைம் நான்தா ஆட்ட இப்ப மாட்டே இல்ல எப்பவுமே நீங்க தான் ஹாய் फ्रेंड्स இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதோட இதே மாதிரி நிறையா வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க நன்றி